அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த பதிவு போடுறோம் என்னடா இறுதி பதிவு போட்டு எட்டு மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு சிறிய இடைவெளி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்க்குறப்போ அதாவது புவி தோன்றியதுலேருந்து மனித பரிணாமளர்ச்சி கிடையப்பட்ட காலங்கள் விவசாய விஞ்ஞானம் தோன்றிய காலங்கள் இதற்கிடையே ஏற்பட்ட கால மாற்றங்கள் அதிகம் அதெல்லாம் கணக்கிடுறப்போ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு எட்டு மாதங்கிறது ஒரு நேன நொடி கூட கிடையாது அதனால தான் ஒரு சிறிய இடைவெளி அப்படின்னு சொன்னேன் இனி வரும் இந்த தாமதம் வாரத்திற்கு ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வேற என்ன பூமி உருவானது மனிதன் உருவானா மனிதன் வரவினா வேளாண்மை செஞ்சான் வேட்டையாடலாம் அடுத்து என்ன நாகரீகம் தான் சிவிலைசேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகரீகம் நாகரிகம்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம முதல் பதிவிலே பார்த்துருப்போம் மனிதனோட உடல் ஏற்பட்ட மாற்றங்களே பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம் அதே தான் மனிதனோட பலக்கொழுக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு இடத்துல நிலைத்து செய்கிற வேளாண்மையாக இருக்கட்டும் கைத்தொழில் பண்ணை சமுதாய வாழ்க்கை இது தான் ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலான நாகரீகங்கள் நதிக்கரையில் உருவானது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நதிக்கரை நாகரீகங்கள் ஏன் நதிக்கரையில் நாகரீங்கள் தோன்றியது அப்படின்னா அங்கே தான் மேலாண்மை கீற்று நீர் மண் சோழலும் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சிறந்த இடமாக திகழ்ந்ததுனால் நதிக்கரையில் நாகரீகங்கள் பெரும்பாலும் உருவானதாக சொல்லப்படுது நம்ம இன்றைக்கி வந்து நான்கு தொன்மை மிக்க வரலாற்று மிக்க நதிக்கரை நாகரிகங்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன நாகரீகம் அப்படின்னா மெசபடோமியா நாகரீகம் எகிப்தி நாகரீகம் சிந்துவெளி நாகரிகம் சீன நாகரீகம் இது நான்கு பற்றி தான் இன்னைக்கு முழுவதும் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போகிற நாகரிகம் வந்து மெசபுடோமை நாகரிகம் இதுதான் முதன் முதல் உருவான நதிக்கரன் நாகரம் அப்படின்னு சொல்லப்படுது இது சுமார் மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது இதோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா மேற்காசிய நீராக் மற்றும் கொய்த் பகுதி இங்கே வந்து இரண்டு நதி ஓடுது யூப்ரடிஸ் டைக்ரிஸ் என்ற இரண்டு நதி ஓடுது இந்த இரண்டு நதிகளுக்கு இடையே உருவானதுனால தான் இது மெசபடோமை நாகரீகம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் மெசோனா நடுவில் டோமஸ் இந்த இரண்டு ஆறுகளுக்கு இடையே உருவான நாகரீகம்னால் இது மெசபொடமை நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க கியூனிஃபார்ங்கிற ஒரு எழுத்து முறையை உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க இவங்க கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாக சொல்லப்படுது ஏன்னா சிலை வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் அப்படின்னு வரலாற்று அறையாளர்கள் குறிப்பிடுறாங்க நிறைய கல்வெட்டுகளையும் இது பார்க்க முடியுது நிறைய ஓவியங்களையும் இது பார்க்க முடியுது இவர்களோட வேளாண்மை பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி வெங்காயம் திராட்சை ஆப்பிள் பேரிச்சை போன்ற பயிர்கள் பெயரிடப்பட்டிருக்கு இவங்க வளர்த்த பண்ணை வளர்ப்புங்கள் பார்த்திங்கன்னா மாடு ஆடு மீன் வளர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுதல் தொழிலையும் ஈடுபட்டிருக்காங்க இப்போ நம்ம காலம் பார்க்குறோம்ல டைம் பார்க்குறோம்ல அறுபது நிமிடங்கள் கொண்டது ஒரு மணி நேரமோ இருபத்தி மணி நேரம் கொண்டது ஒரு நாள்னோ ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள்னு சொல்கிறோம் இந்த முறையை கொண்டு வந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அறுபதை அடிப்படையாக கொண்டு இந்த இந்த காலத்தை வகுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த குயவர்கள் பானை செய்வதற்காக அந்த சக்கரம் இருக்குதில்ல அந்த சக்கரமும் இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க அடுத்து நம்ம மெசபோடமி நாகரிகம் ஓயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதாக அப்படின்னு சொன்னோம் இது இந்த நாகரீகத்திற்கும் ஒரு முடிவு இருந்திருக்கு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது அழிந்து விட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற மீதி மூன்று நாகரிகங்களும் அதே மாதிரி அழிந்து போன ஒரு நாகரீகமாக தான் இருக்குது அது எப்படி அழிந்தது ஏன் அழிந்ததுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இறுதியாக பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம அதிகம் கேள்விப்பட்ட ஒரு நாகரிகம் இது மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது இது வந்து ஹரப்பா நாகரீகம் என்றும் அழைக்கப்படுது இது ஏன் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுதுன்னா இந்த பகுதிகளில் ஹரப்பா தான் முதன் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அதாவது அக்கல் நடத்தப்பட்ட இடங்கிறதுனால இது ஹரப்பா நாகரிகம் என்று சொல்கிறாங்க இதோட அமைப்பிடம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிந்த ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது இது சிந்து நதிக்கு அப்பாலும் உள்ளதால் அதாவது சிந்து நதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே செய்யப்பட்ட வேளாண்மை பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான தினை வகைகள் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த இவர்கள் வளர்த்த பண்ணை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு செம்மறையாடு மாடு போன்றவை வளர்த்துருக்காங்க இவங்களோட தொழில்னு பார்த்திங்கன்னா மண்பாண்ட தொழில் அதாவது ஓவியம் தேட்டப்பட்ட மண்பாண்டங்கள் உருவாக்கியிருக்காங்க அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இவங்க தந்தம் எலும்பு செம்பு பொருட்களால் செப்பு பொருட்கள் இருக்குல்ல அதாலான கருவிகளும் பயன்படுத்தியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அடுத்து பருத்தி மற்றும் பட்டும் பற்றியும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க அதிகம் இயற்கையை வழிபட்டார்கள் இறந்தவர்களை புதைத்தல் எரித்தலையும் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தொழில் ஆய்வுகள் குறிப்பிடுது அடுத்து இவங்களோட வணிக தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரப்பாவிற்கும் மெசபுடமியர்களுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுது அதாவது நம்ம முன்பு பார்த்தோம்ல மெசபுடோமிய நாகரிகம் அந்த காலத்துவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய ஹராப்பாவோடய எழுத்து இன்னும் வாசிக்கப்படாத ஒன்றாவே இருக்குது அதாவது எழுத்து இருக்குது எழுத்து முறைகள் இருக்குது அது இன்னும் வாசிக்கப்படாமலே இருக்குது அது வாசிக்கப்படாமல் இருக்கிறதுனால அந்த நாகரிகம் பற்றி இன்னும் முழுமையாக தெரியப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே இந்த நாகரீகம் வந்து ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து போன ஒரு நாகரீகம்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற நாகரிகம் எகிப்தி நாகரிகம் இது மூவாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி வருமான ஒரு நாகரிகம் இதோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காண்டின் வடகிழக்கில் எகிப்து இருக்கு இந்த எகிப்தில் இந்த இந்த பகுதிகளில் உருவானதுனால இது எகிப்தி நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே ஓடுகின்ற நதி பார்த்தீங்கன்னா நைல் நதி இவங்க செய்யப்பட்ட வேளாண்மை பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கோதுமை பார்லி சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் பருத்தி போன்ற பொருட்கள் பயிரிடப்பட்டிருக்கு இவங்க பண்ணை வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மாடு செம்மறையாடு வெள்ளாடுகள் பன்றி வீட்டு இலங்கைகளை பயன்படுத்தி பழக்கப்படுத்தி வளர்த்துருக்காங்க இவங்க அதிகம் தெய்வ கொள்கை உள்ளவர்கள்லாம் இருந்திருக்காங்க இவங்க பயன்படுத்திய எழுத்து முறைன்னு பார்த்திங்கன்னா சித்தர் எழுத்து முறை ஹோரோக்லிபிக் என்ற ஒரு எழுத்து முறையை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உளுமிசையினுடைய ஓவியமும் அறுவடை செய்து இளையக்கும் ஓவியமும் காலத்தோட ஓவியம்னு சொல்லப்படுது அடுத்து இவங்க சூரியன் அடிப்படையை கொண்டு நாட்காட்டி அதாவது காலத்தை அளந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மிட் வந்து இவங்களோட கணித திறமை வெளிப்படுத்துது நம்ம நிறைய பிரம்மிடு கேள்விப்பட்டிருப்போம் எகிப்தி பிரம்மிடு அதோட பிரம்மிடோட சேஃப் அந்த வடிமுறைக்கு இல்லை அதுவங்களோட கணித திறமை வெளிப்படுத்துதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மம்மின் அதாவது இறந்தவரோட உடலை பதப்படுத்தி பிரம்மீன் குழு அதுக்காக அவங்க வந்து சோடியம் கார்பனேட்டும் சோடியம் பை கார்பனேட்டுன்ற நட்டநுப்பை பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து அவங்களோட அறிவில் திறமை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எகிப்தி நாகரிகம் ஒரு நாகரிகமாக இருக்குது அடுத்து சீன நாகரீகம் இது ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு நாகரிகம் இது இங்கே வந்து இரண்டு ஆறுகள் ஓடுது ஆறு யாங்ச்சி ஆறுன்னு ஆறு இந்த மஞ்சள் ஆறு வந்து சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மஞ்சளார் வந்து அடிக்கடி அதோடய போக்க மாற்றிக்கணும் அல்ல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும்ங்கிறதுனால இது சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து சித்தர் முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அது நாலு அடிவுகளை முறையாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் காகிதமும் வெடிமருந்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களோட வேளாண்மை தகவல் பற்றி எதுவும் தெரியலை இவங்க எதையாவது கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இருப்பானுங்க கண்டுபிடிச்சிட்டு உலக நாடுகளை வேதனைக்கு உள்ளாக்குவானுங்க சீனாகரிகம் இது மட்டும்தான் இது வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிந்து விட்ட ஒரு நாகரிகமாக இருக்கு இப்பொழுது பார்த்த அனைத்து நாகரீகமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருந்தது அதுக்கப்புறம் அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் காரணம்னா அந்த நதிக்கரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் இயற்கை நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் காலம் அறிவோம்